ஹே காய்ஸ் வெல்கம் டு கல்யாணி கிச்சன் நான் உங்கள் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெகுலர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம கருணக்கெழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருணக்கெழங்கு சேனக்கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு பரங்கிக்காய் இந்த மாதிரி இது இதில் எது வேணால் வச்சு நம்ம இந்த குழம்பு பண்ணலாம் தேவையான பொருட்கள் அதோடய அளவோடு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் செக் பண்ணிக்கோங்க ஏழு கருணக்கெழங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கணும் முன்னாடியே அப்புறம் தோல் உரிச்சிட்டு நறுக்கி வச்சுக்கலாம் கருணைக்கெழங்கு சாப்பிட்றப்போ நாக்கு தொண்டெல்லாம் அரிக்கும் சொல்லுவாங்க ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு ஸ்பூன் கல்லுப்போடு சேர்த்து ஊற வச்சுக்கணும் தண்ணியில் இதுக்கு அரிசி கல்லூனை தண்ணி பயன்படுத்தலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சத்தும் கூட ஒரு வானலியில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்சவரை அதே யூஸ் பண்ணுங்கள் முக்கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் பூண்டு ஏரட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கருணை கிழங்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியாக சேர்த்துக்கலாம் இப்போது நீங்கள் தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் அதிலே புளியை திரும்ப திரும்ப க கரைச்சி ஸ்பூன் சாம்பார் பொடி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வெங்காயம் வேகணும் அண்ட் குழம்பு கெட்டியாகணும் ஸோ அது வரை நம்ம குக் பண்ணால் போதும் கருணைக்கிழங்கு ஆல்ரெடி குக்கானது தான் அண்ட் எவ்வளோ நேரம் குக் பண்ணிணாலும் கரைஞ்சி போகாது ஆமாம் பாட்டுக்கு தண்ணி சேர்த்துட்டே இருந்தாங்க எவ்வளோ நேரம் பாரு வந்து வத்துறதுக்கு அப்படின்னு ஆர்டர் வேறு ஒரு பெஞ்ச் பெருங்காயம் இப்போது ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் கொதிக்க ஆரம்பிக்கிற வர மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அண்ட் கொதிக்க ஆரம்பித்தப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிருங்க இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தீவனா கொஞ்சம் டேபிள் ஸ்டாலில் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு எங்களுக்கு குழம்பு கெட்டியாகிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் உப்பு சேர்த்தப்பறமா திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கருணை கிழங்கு குழம்பு தயார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை முட்டைக்கோஸ் கேரட்டு கீரை பொரியல் இது கூடலாம் அண்டு ஒரு சிம்பிளான அப்பளம் இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் நாங்கள் அன்றைக்கி ஆனியன் ரிங்ஸ் மாதிரி பொடலங்காய் வச்சு ரிங்ஸ் பண்ணியிருந்தோம் அதுவும் சூப்பர் டூப்பராக இருந்தது ரெசிபி சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் பண்ணுறப்போ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த பொடலங்காய் ரிங்ஸோட லிங்க்கும் நான் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறப்போ கல்யாண கிச்சன் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு இந்த வீடியோவுக்கு தம்ஸ் அப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் ப பாய் ஆல் ஆல்சோ டேக் கேர் சோஷியல் டிஸ்டன்ஸிங் மெயின்டைன் பண்ணுங்கள் ஈவென் தான் லாக்டவுன் ரூல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாலும்